ஆனா இந்த கேட்காம இருக்கும்போது நிறைய சோதனை வரும் உங்களுக்கு கழுத்துல கத்திய வச்சுட்டு கேப்பாங்க அப்போது இறைவன் தூக்கி வாரிப்பாருமே மன நிம்மதியோடு இல்லை புரிந்து கொள்ளுங்கள் மூணு நாள் வந்த புகழ்ந்து பேசுனேன் நாலா நாள் எதுக்கடா இப்படி அசி அசியமா திட்டம் வலிக்குதான் வலிக்கலையா எந்த பொருள் உங்களுக்கு மிக உயர்ந்த இன்பத்தை கொடுக்கிறதோ அதே பொருள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போதுன்றத தயார் நிலையில இருந்துக்குங்க அது எந்த பொருளா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி உயிரா இருந்தாலும் சரி ம் அபு வணக்கம் சிவராத்திரி கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன் மகாவிஷ்ணுவனோட தீசை மற்றும் உபதேசங்கள் அருமையாக இருந்துச்சு பயிற்சிகள் நல்லா இருந்துச்சு இது அந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இப்போ வந்து நான் ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன் ஒரு பதினைந்து வருஷமா பெண்டா இருந்த என்னோட முதுகு வந்து ஒரு பிப்டி டு செவன்டி பர்சன்ட் இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியுது இது வந்து மகாவிஷ்ணுவனோட ஒரு மிகப்பெரிய உபதேசமும் கொடுத்த அந்த ஆற்றல் தான் நம்புறேன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான விஷயம் நான் செய்ய அலோபதி டாக்டராலேயே சரி பண்ண அண்ணனோட ஒரு நாள் கிளாஸ் குருவோட அருளாசிகளும் நல்லா உங்களுக்கு உணர்ந்தது வரையும் என்ன அந்த சராசரத்தையும் படைச்சு வேற லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆளு எங்க உணர்வு நிலையெல்லாம் கடந்த நிலையில இருக்கிறான் அப்ப அவரு கொடுக்க ஆரம்பிச்சாரு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் போனா நிறைய கிடைக்கும் வேற லெவல்ல கிடைக்கும் நம்புங்க ஆனா இந்த கேட்காம இருக்கும்போது நிறைய சோதனை கழுத்துல கத்திய வச்சுட்டு கேட்பாங்க ஒரு வார்த்தை கேட்டு இந்த பிரச்சனையை மட்டும் விடமாட்டாங்க எப்போது நீங்கள் அந்த பக்குவநிலைக்கு வந்து விடுகிறீர்களோ கைகாட்டும் தெரியும்மா தெரியும் தயார் கருணியடிவமானவன் தன்னையே தனக்கு அரியாசனத்தை அளவு பார்ப்பார் மணிம இடத்தை போடுற எப்படா இருக்கு அழகா இருக்குல்லடா இறைவனால் மட்டும்தான் அது முடியும் அந்த பக்குவ நிலைக்கு வந்தால் ஒளிய உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது பணம் வைத்து பொறுப்பவர்கள் எல்லாருமே நிம்மதியாக இல்லை புரிந்து கொள்ளுங்கள் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே மன நிம்மதியோடு இல்லை புரிந்து கொள்ளுங்கள் ஞானம் வந்த எல்லாருமே மன நிம்மதியோடு இல்லை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அகங்காரம் கூட வரும் கடைசி வரைக்கும் வரும் நமது கடமையால் நமது கான்சியஸ்னஸ்ல அகங்காரம் வரும்போது என்ன பண்ணணும் நம்ம தான் கம்மி பண்ணிக்கணும் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஃபஸ்ட் நாள் வராருங்க ஐயா உங்களை மாதிரி ஒருத்தர் பார்த்தே இல்லைன்னு ஏவன்டா அவன் லூஸ் மாதிரி நம்ம இப்படி புகழ்றான்றீங்க ரெண்டாவது நாள் வராது புகழ்ந்து பேசுறாரு மூணாவது நாள் வர புகழ்ந்து பேசுறாரு நாலாவது நாள் இப்போ வரும்போது நீ அவரை பார்க்கும்போது என்ன தோணுனா புகழ்ந்துதான் பேச போறான்றப்ப கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு எப்படி இருக்கும் பொங்கலுக்கு ஏன்டா உன வர சொன்னா மூணு நாள் வந்த புகழ்ந்து பேசுனேன் நாலாவது எப்படி இருக்கும் உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா வலிக்குமா வலிக்காதா அதனாலதான் சொல்றேன் எது வந்தாலும் வாங்கிக்காதீங்க காதலேயே வாங்கிக்காதீங்க அப்படியே போட்டிருந்தோம் இந்த உலகத்தில இருந்து எது எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உள்ள போய் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிக்கும் ஒரு கட்டத்தில் இன்பத்தை கொடுப்பது அந்த பொருள் கிடையாது அந்த உயிர் கிடையாது அது இன்பமா நினைச்சுட்டு இருக்கு அது இல்லாம போயிடுச்சுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பொருளோ உள்ள ஒரு உயிரிழந்த அவைலபிளா இருக்க முடியுமா இருக்க முடியுமா அப்போ எப்படி இருக்கும் வேதனையில் தவிப்பீங்க ரொம்ப வழி வேதனையில் இருப்பீங்க ரொம்ப எந்த சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்கிறீர்கள் புருஷனா இருந்தாலும் இந்த உண்மை புரியாதனால தான் இவ்வளவு வலிக்குது இந்த உண்மை புரியாதனாலதான் அவ்வளவு பிரச்சனை வருது எந்த உண்மை எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது தெரியுது உணர்வு நிலையில எத்தனைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு தெரியும் எதுவுமே கைய தூக்குங்கப்பா அது கூட கீழே போடுங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் தானே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற தெரிஞ்சவன் உணர்ந்தவன் எப்படி இருப்பான் எதையும் கண்டுக்க மாட்டான் ஜா யார் எது நடந்தாலும் கரெக்டா நடக்குதுன்ற ஃபீல் இருப்பான் உங்களால அப்படி இருக்க முடியுதா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 பொரு கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்